வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா கூடிய சீக்கிரம் ஸ்கூல்லாம் திறக்க போதா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறாங்களாம் அதனால் நீங்கள்லாம் ரெடியாக இருப்பீங்க நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி அப்படி ஸ்கூல் திறந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் மாஸ்க் போடணும் ஸ்கூல்லேருந்து வர்ற வரைக்கும் மாஸ்க்கை கழட்டக்கூடாது ஓகேயா ஓகே அங்கே என்ன சத்தம் ஓ உங்கள் தம்பி எழுகுறானா தம்பி எழுத அம்மா தாளாட்டு பாடுவாங்கள்ல அது மாதிரி உங்களுக்காக நான் ஒரு தாலாட்டு பாட்டை எழுதியிருக்கேன் இந்த தாலாட்டு பாட்டை நீங்கள் பாடி பாருங்கள் உங்கள் தம்பி தூங்கிடுவான் உங்கள் அம்மாவும் உங்களை பாராட்டுவாங்க வாங்க உங்களுக்காக எழுதின பாட்டை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் வாங்க ஆராரோ அரீரோ அரீரோ ஆராரோ ஆரிரரோ அரீரோ ஆரிரோ ஆராரோ ோ அரீிரோ அரோ ஆராரோ அரிரரோ அரீரோ அரிரரோ ஆராரோ கண்ணே கண்ணின் மணியே கருவிணியே கண்ணுரங்கு கண்ணே கண்ணின் மணியே கருவிணியே கண்ணூரங்கு பொன்னே புதுமலரே புக்கீச்சமே நீரங்கு ே புதுமலரே புக்கீசமே நீயுரங்கு தேனே தள்ளமுதே திந்தமிழே நீயுறங்கு தேனே தள்ளமுதே திந்தமிழே நீயுறங்கு தேபினிய அழுதாலும் தெய்வங்களும் கலங்கிடுமே ஆராரோ அரீரோ ஆராரோ அரிய ஆரிரோ ஆரோ அப்பா அடிச்சாரோ அல்ல பூவே சொல்லியழு அப்பா அடிச்சாரோ அல்ல பூவே சொல்லியழு தாத்தா அடிச்சாரோ தயங்காம சொல்லியழு தாத்தா அடிச்சாரோ தயங்காம சொல்லியழு பாட்டி அடிச்சாளோ பதராம சொல்லியழு பாட்டி அடிச்சாளோ பதராம சொல்லியழு மாம அடிச்சானோ மறக்காம சொல்லியழு மாமை அடிச்சானோ மறக்காம சொல்லியழு அராரோ அரிரரோ அறீரோ ஆராரோ ஆரரும் ஆரிரரும் ஆறாரோ ஓம் பேச்சை கேட்பதற்கு ஊரும் ஜனமும் காத்திருக்கு உம் ஊரும் ஜனமும் காத்திருக்கு ஓடி வந்து சேவை செய்ய சொந்தங்களும் காத்திருக்கு ஓடி வந்து சேவை செய்ய சொந்தங்களும் காத்திருக்கு கண்ணினி எழுதா என் பதருதப்பா என் கண்ணெனி எழுதா என் நெஞ்சே பதறுதப்பா இனி ஏன் அழுகாதே உத்தமனே ராஜாவே இனி ஏன் உத்தமனே ராசாவே ஆராரோ அறீரோ அரீரோ ஆராரோ ோ அரோ ஆரோ அரோ அரோ அரோ ஆரிர ரோ அராரோ என்ன தம்பி தூங்கிட்டானா இட் வெரி குட் அப்படின்னா உங்களை மாதிரி தம்பிக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த பாட்டை பற்றி உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு எழுதி அனுப்புங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பள்ளைக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பாடல்களும் எல்லா கதைகளும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் குட்டி பாடல்களும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவிச்சன்றல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம் பா